கரணாக பிரச்சனையே இல்ல எந்த வலிக்கும் இப்ப நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு நீங்க நிறுத்தினால நாளைக்கு மறுபடியும் உலகத்துலதான் இருக்கீங்க நாளைக்கு பல பொருள் பார்ப்பீங்க மறுபடியும் யாருக்கோ ஒருத்தருக்கு லாட்ரி சீட்ல பணம் உழுகுதா கடுப்பு ஆகாத பொறாமப்படாத ஒரு வாய்ப்பு கிடைக்குதா டென்ஷன் ஆகாத யாருக்கா ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அது அவன் செய்த வினைகளுக்கு அவனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு அங்கலாப்பு படாதே ஒருத்தருக்கு அடுத்த செகண்டே ஃபயர் ஆகலாம் ஒருத்தருக்கு லேட்டரா ஃபயர் ஆகலாம் ஒருத்தருக்கு ஆகாம அடுத்த ஜென்மத்துல கூட ஆகலாம் அதுக்காக நீங்க பயணம் பண்ணாம இருப்பீங்களா கருணை அன்போடு இருக்கணும் அதை கடந்த நிலையில இறைவா நீ பாத்துக்கன்னு சொல்லி ஒப்படைக்கிறதுக்கு போத தைரியம் வரணும் அது அவ்வளவு சீக்கிரம் வராது உடல் எல்லாம் நல்லா இருந்துச்சு நீங்கள் கொடுத்த அந்த விளக்கம் வந்து என்ன நான் தேடுறேன் நிறையா ஸ்பிரிச்சுவல் நான் போயிருக்கேன் ஆனால் வந்து நான் என்ன தேடுறேன் ஒரு தெளிவாக இல்லை குழப்பமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் கொடுத்தது வந்து நல்ல ஒரு தெளிவாக இருக்குது அதை நான் பயிற்சி பண்ணி கடவுள் நிலையில் அலையணும் அப்படின்னு நீங்கள் இங்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை முடிஞ்சு போச்சா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இருந்தாலும் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி இந்த மாதிரித்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கு இப்ப நீங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலே நீங்க கண்டினியூ பண்ணுங்க இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அது உங்களுக்கு சரியான வேலையாக இருந்தால் அந்த சரியான வேலையில் இருப்பீர்கள் அப்படி உங்களுக்கு அது சரியான வேலை இல்லை என்றால் எது சரியான வேலையோ அந்த சரியான வேலைக்கு இறைவனே உங்களை மாற்றி விடுவார் எத்தனைக்கு புரியுது இதா சரணாகதி கிளியர் சரணாகதினா வேலை செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல சரணாகதி அகச்சரணாகதி புறச்சரணாகதினு ரெண்டு இருக்கு ரெண்டும் மட்டிங்கன்னா நீங்க கடவுள் வேலை வெட்டியே செய்ய உட்கார் நீ அப்படி இருக்க முடியுமா கமிட்மெண்ட் வச்சுட்டு எங்க இருக்கிறது அப்படி அப்ப டெக்னிக்கா என்ன பண்ணணும் ப்ரீவியஸா நம்ம அறியாமையில புத்தி இல்லாம சேர்த்து வச்ச கடனைலாம் முதல்ல எவனும் கேள்வி கேட்காத அளவுக்கு உழைச்சி சம்பாரிச்சு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்கெல்லாம் பெற்றிருக்கீங்க அதெல்லாம் கடமைய தவறாம அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்களை சொல்லி பாருங்க போகட்டும் ஒரு ஆற்றுல தண்ணீர் போனா எப்படி போகும் போயிட்டே இருக்குமா இல்லையா அது போல போக விடுங்க கடந்து போகவிடுங்க தடைபட்டு ஒரு இடத்தில் நின்று விட்டது என்றால் பாசம் பிடித்து புழு பூத்து விடும் நிறைய போட்டு ஓட விட்டுக்கொண்டே இருக்கும் போது அந்த எண்ணங்கள் ஒரே இடத்தில் நிலுவையில் ஓடிக்கொண்டே இருக்கும் என்ன ஆகும்னா கிளென்ஸ் சரி பண்ண முடியாது அதுவே சரியாயிரும் ரகசியம் நீ மனசை நிறுத்துனீங்கனால நாளைக்கு மறுபடி உலகத்துலதான் இருக்கீங்க நாளைக்கு பல பொருளை பாப்பீங்க மறுபடியும் மனசு ஓட ஆரம்பிச்சு அப்ப என்ன பண்ணுவீங்க கிளியர் நான் சொன்னது புரியுதா சரணாகதி நிலைன்றது என்ன இறைவா எனக்கு என்ன வேணுமோ அதை நீ பாத்துக்க எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி சரன்றாகிறதுக்கு பேர் சரணாகதி முடிஞ்சு அவ்வளவுதான் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் இறைவன் கொஞ்சம் கொடுப்பார் வேணுங்கிறது தேவையானது எது மகிழ்ச்சியை தருமோ எது சந்தோஷ தருமோ அதை தேடி தேடி அவரே கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த புரிதல் இந்த பக்குவம் இருந்தா போதும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அர்த்தம் கொண்டு ஈஸியான மேடர் தானே இது உங்களுக்கு வேணுன்ற வேலையை வெளியில செய்யுங்க உள்ளுக்குள் தேவையில்லாம தொடாதீங்க அந்த தாட்டு வரும் போகும் வரும் போகும் வரும் போறதை கவனிக்காம விட்டுருங்க அதுவே கடந்து போயிடும் இந்த தன்மைக்கு போகும் மனம் தானாகவே அமைதி பெற்றுவிடும் இதுக்கு என்ன பெரிய எக்ஸாம்பிளா நைட்டு எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருக்கு அதிகமா எண்ணம் ஓடனா டயர்டாயி தூங்கிடுறீங்க அமைதி போயிருச்சா போகலியா பகல்ல அந்த அமைதி போகாது ஏன்னா அந்த எண்ணங்கள் வரும்போது அதுக்கு உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து அதுக்கு வலு கொடுத்து வலு கொடுத்து என்ன பண்றீங்கன்னா அதை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறீங்க அப்ப என்ன அங்கே கஷ்டமாகுது இவ்வளவுதாங்க ஞான நிலை அதை அதாகவே ஏற்றுக்கொள் முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை எது வருகிறதோ அதை அதாகவே ஏற்றுக்கொள் யாருக்கோ ஒருத்தனுக்கு லாட்ரி சீட்ல பணம் உழுகுதா கடுப்பு ஆகாத பொறாமப்படாத எவனுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா டென்ஷன் ஆகாத யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அது அவன் செய்த வினைகளுக்கு அவனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது சூழ்ச்சி செய்தாயோன்னு கேக்குது கேள்ற நான் கொடுக்கறேன் ஏன் இதுக்கு ஏன் சூழ்ச்சி பண்ற நீ சூழ்ச்சி பண்ணனா எனக்கு பதில் சொல்லித்தான் அவனு என்னது அதே விதி அதே கர்மா தான் சொல்லுது நீ கேட்டால் நான் கொடுக்க போகிறேன் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற திருவள்ளுவர் அப்படி நான் என்ன எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் போது எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீர்வார் அதான கேள்வி சரணாகதி நிலையில் இருங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரது இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடிக்கிறதுக்கு கிடையாது பரிகார முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு சொல்லித்தருவதற்கு பேர் சுத்த ஞானம் சுத்த ஞானம் அப்படின்னா என்னன்னா வாழ்வியல் முறை இனிமேல் உங்கள் வாழ்க்கையே இப்படி தான் வாழணும் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு எங்கே நாளைக்கு ரிசல்ட் வரல அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஒருத்தன் சிக்கிட்டான்ற என்னை என்னை வச்சு செய்யக்கூடாது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் போது தான் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்றது நிறைய தெரிய வரும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கர்ம வினைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒருத்தருக்கு அடுத்த செகண்டே ஃபயர் ஆகலாம் ஒருத்தருக்கு லேட்டரா ஃபயர் ஆகலாம் ஒருத்தருக்கு ஆகாம அடுத்த ஜென்மத்தில் கூட ஆகலாம் அதுக்காக நீங்க பயணம் பண்ணாமல் இருப்பீங்களா பயணம் செய்ய வேண்டும் கவனமாக இருங்கள் கவனமாக இல்லாமல் நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக சிக்கி தவிப்பீர்கள் கிளியர் ஓகே மெயினா இந்த கர்ம வினைகளை அழிப்பதற்கு சரணாகதி நிலையில இருக்க சரணாகதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கருணை அன்போடு இருக்கணும் அதை கடந்த நிலையில இறைவா நீ பாத்துக்கன்னு சொல்லி ஒப்படைக்கிறதுக்கு முதல்ல தைரியம் வரணும் அது அவ்வளவு சீக்கிரம் வராது என் வேலையில யாரு பாப்பா ஏன்னா உன் மைண்ட் அப்படியே பழகிருச்சு இல்ல முப்பது வருஷம் அப்படி பழகிடுச்சு வேலையை செய்ய வேணாம்னு சொல்லலை அகச்சரணாகதி அடைந்து விடுங்கள் புறத்தில் வேணுங்கிற வேலையை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு எது கொடுக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும் இப்ப அது எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வேலை இப்போ கொடுத்துருக்காங்க பேசுற வேலை இப்போ இந்த நேரத்தில் பேசுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் ஸ்னாக்ஸ் ரெடி ஆயிருச்சா இருபத்தி ஏழாம் தேதி ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்குமே ஃபிளைட் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது இதெல்லாம் வேலையற்ற வேலை இப்படி தேவையில்லாத எண்ணம் வரும்போது அதுக்கு நீங்க உயிர் கொடுத்தீங்கன்னா நல்லா போற ஃபிளைட் வெடிச்சிடும் நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அகத்தில் சரணாகதி அடைந்து விடுங்கள் புறத்தில் வேணுங்கிற வேலையைதான் ரகசியம் வேற மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்னே ஒன்னுதான் சொல்லுது என்ன ஒன்றுமில்லன்ற பயணத்தை நோக்கி போகக்கூடிய பொய்கின்ற ஒவ்வொரு வினாடியும் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வந்து சாப்பாடு கொடுத்திருக்கோம் சோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு